Hi hello walakum lan lan na bundiya nanda unga india welcome hello, hello, to tarmar takaleswaro hello yaar kaise ho the hello hello kaise hoingla lingle kaise hoingle utte kaise hoingla utte kaise hoingle tavaruka agla billar ko lunga hey re re na kaise kapri kar அது சும்மா இல்ல madam phone-na puttu sangu na adukku adha nalla kekidhaam set pannena o inga paduthra inga chaala taanga mudiyirukke thala valikkira thala valikkide seri sorunga enna paatu venum adha onnu vaana vaala phone veyi podi kalgeda na podi kalidha என்ன பண்ணீங்க ரொம்ப நாளிட்டு உம் சரி பாத்துதானா என்ன பண்ணு வேணும் பாட்டு பச்சைதான் அவளுக்கு தான் காத்தே கேக்கல இப்ப நான் என்ன பண்ணு தேதிதான் அதுக்கு அந்த துன் எடுத்து வேலை சொல்லுமா அபிஸ்க்கு நேரம் அரத்ததியா யாரும் பாப்போ இருமச்சன் சன் டிவில பாட்டி கேக்கலாம் ஹலோ ஹலோ வெல்கம் டு தானுவர்த தக்காலி சுரே என்ன தக்காலி சொல்ற நான் சன் டிவி ஃபோன் பண்ணா அடக்க ஃபோன் பண்ணி போனா தம்மி சன் டிவி ச irreducible சாரீங்க ரங் நம்பர் 來來來來來來來